ஹாய் விவாஸ் இயற்கை எப்பவுமே தனக்குள்ள பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் வச்சிருக்கு அதுல இப்ப வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களால கூட விளக்கம் கொடுக்க முடியாத எட்டு இடங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த இடங்களெல்லாம் பார்த்து கண்டிப்பா நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க நம்ம முதல்ல பாக்க போறது டெவில்ல் இந்த வாட்டர் அமெரிக்கா எங்க போகுதுன்னே தெரியலையாம் இத கண்டுபிடிக்கிறதுக்காக முதல அந்த தண்ணில டார்க் கிரீன் கலர்ல கெமிக்கல ஊத்தி பாத்துருக்காங்க அப்பவும் அந்த தண்ணி எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்கவே முடியலையாம் அதுக்கப்புறம் பால்ஸ்ல பர்மனென்ட் மார்க்கரால அடையாளத்துக்காக எழுதி அந்த குகைக்குள்ள போட்டு பார்த்திருக்காங்க அப்பவும் அந்த பால்ஸ் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியலையா கடைசியா அதுக்குள்ள ஒரு ஆலையை இறக்கி பார்த்திருக்காங்க ஆனா அவரும் திரும்ப வரவே இல்லையாம் கடைசி வரைக்கும் அடுத்தது ரிங்கிங் ராக்ஸ் இந்த இடம் இருக்கிறது பென்சில்வேனியால உலகத்துல நிறைய இடங்கள்ல உள்ள பாறைகள்ல ஏதாவது ஒரு பாறைய தட்டும் போது வித்தியாசமா சத்தம் வரும் ஆனா இந்த இடத்துல உள்ள எல்லா பாறைகள்ல இருந்தும் வித்தியாசமா தான் சத்தம் வருதான் அதுலயும் லட்சக்கணக்கான பாரைகள் இருக்கம் இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வெளியில ஏற்படுற எந்த சத்தமும் இந்த இடத்துல கேட்காதாம் இது மட்டும் இல்லாம ரேடியோ சிக்னல் மொபைல் நெட்ஒர்க் ஒய்பை நெட்ஒர்க்னு எந்த சிக்னலும் இந்த இடத்துக்குள்ள கிடைக்காதாம் அடுத்தது பாய்லிங் ரிவர் இந்த ரிவர் இருக்கிறது பிரேசில் உள்ள அமேசான் காட்டுக்கு நடுவுல இந்த ரிவர்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் உள்ள தண்ணி பயங்கர சூடா கொதிச்சுக்கிட்டே இருக்குமாம் இந்த தண்ணி அதிகபட்சமா நூத்தி தொண்ணூத்தி ஆறு இதனால இங்க சமைக்கிறதுக்கு அடுப்பே தேவையில்லையாம் பாத்திரத்தை இந்த தண்ணி மேல வச்சாலே தண்ணியோட வீட்டிலயே சமைச்சிடலாமா இந்த தண்ணிக்குள்ள எந்த விலங்குகள் விழுந்தாலும் அடுத்தது இங்கிலாந்து எப்பவுமே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குமாம் இந்த தண்ணி எந்த பொருள் மேல பட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த பொருள் மாதிரி ஒரஞ்சிடுமாம் இங்க தொங்குற எல்லா பொருட்களையும் பாருங்க இது இங்க வந்த சுற்றுலா பயணிகள் தொங்கவிட்ட பொருட்கள் ஆனா இப்ப கல்லா உறைஞ்சி போயிருக்கு இந்த சைக்கிள கூட பாருங்களேன் தண்ணி படுற இடம் மட்டும் கல்லா உறைஞ்சி போயிருக்கு இப்ப வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களாலும் மின்னல் அடிக்கும் அதுலயும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் அடிக்கும் ஆனா இந்த ரிவருக்கு மேல தினமும் நைட் ஏழு மணிக்கு மேல மின்னல் அடிக்க ஆரம்பிச்சிருவான் அடுத்த நாள் காலையில சூரியன் உதிக்கிற வரைக்கும் விட்டு விட்டு மின்னல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குமாம் முதல்ல ஆராய்ச்சியாளர்கள் இந்த நீர்ல உள்ள யுரானியம் எல்லாம் ஆவியா மாறி அதிக அளவு மேகத்துக்கு போறதுனாலதான் இப்படி மின்னல் அடிக்குதுன்னு சொல்லி இருக்காங்க வெயில் காலங்கள்ல இவ்வளவு மின்னல் அடிக்குதுங்கிறதுக்கான சரியான காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியலையாம் அடுத்தது ப்ளூ பாய் இந்த குளம் இருக்கிறது ஜப்பான்ல உள்ள இந்த குளத்தில உள்ள தண்ணி எப்பவுமே ரொம்ப வித்தியாசமா ப்ளூ கலர்ல இருக்குமாம் ஆராய்ச்சியாளர்கள் இந்த தண்ணியை டெஸ்ட் இந்த தண்ணில அதிக அளவுராக்சைடு இருக்கிறதுனால ஆச்சரியமான விஷயம் என்னன்னா குளிர் அடிச்சாலும் இந்த குளத்துல இருக்கிற தண்ணி மட்டும் அடுத்தது பொதுவா ட்வின்ஸ் குழந்தைகள் ரொம்ப ரேரா தான் பிறப்பாங்க ஆனா இந்த ஊர்ல மட்டும் ஆயிரம் குழந்தைகள் அதுல நாற்பத்தி ரெண்டு குழந்தைகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்த கணக்கெடுப்புல இந்த ஊர்ல மொத்தம் பதினோராயிரம் பேர் இருந்திருக்காங்க இதுல ஆயிரத்துக்கும் அதிகமானவங்க ட்வின்ஸ் தானா உள்ள ஒரு ஸ்கூல்ல மட்டும் இருநூறுக்கும் அதிகமான ட்வின்ஸ் படிக்கிறாங்களாம் இதனால இந்த ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் இதுல யாரு ரமேஷ் சுரேஷ் யாரு கீதா சீதானு எப்பவுமே குழப்பத்திலேயே தான் இருப்பாங்களாம் ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அண்டார்டிகால இந்த ஏரி மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர் ஆழமான ஐஸ் கட்டிக்கு கீழே உரையாம இருக்காங்க இவ்வளவு அதிகமான குளிர்லயும் இந்த ஏரி மட்டும் எப்படி உரையாமலயே இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியலையாம் ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மூவாயிரத்தி எழுநூத்தி ஆழத்துக்கு இந்த கட்டிகளை துளையிட்டு இந்த ஏரியில உள்ள தண்ணியை எடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்கும் இந்த தண்ணி 14 மில்லியன் வருஷம் பழமையான தண்ணின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த ஏரியில உலகத்துல எங்கேயுமே இல்லாத வித்தியாசமான பாக்டீரியாஸ்களும் வித்தியாசமான செடிகளும் வித்தியாசமான வாழ்தான் இப்ப வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இந்த ஏரி மட்டும் எப்படி உரையாம இருக்கு இதுல எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ இந்த இடங்களுக்கு போக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க எந்த இடத்துக்கு போவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல புதுசா பாக்குறவங்க தமிழ் கலட்டா நியூஸ்ரைப் பண்ணுங்க கூடவே பக்கம் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க